வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோவை குக் இன்னைக்கு நம்ம குக் பண்ண போகிறது ஜவ்வரிசி பாயசம் இப்போ நான் அரை கப் ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன் 2-3 வாட்டி கழுவி 1 ஹவர் ஊற வைக்கணும் ஊற வைக்கிற வரைக்கும் தான் நல்லா ஜவ்வரிசி சீக்கிரமாக குக் ஆகும் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சையை நல்லா வறுத்தெடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் முக்கால் லிட்டர் பால் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் பால் நல்லா காஞ்சதும் ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஜவ்வரிசியை பால்லேயே நல்லா வேக வைக்கணும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா கொதித்த உடனே பாலும் நல்லா திக்காயிருக்கும் ஜவ்வரிசையும் நல்லா வெந்திருக்கும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை இனி ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் நல்லா ஆரட்டும் பேனில் அரை கப் தண்ணி ஊற்றி இருநூறு கிராம் வெள்ளம் போட்டு வெள்ளம் நல்லா கரைகிற வரைக்கும் கொதிக்கி விடணும் வெள்ளம் முழுசாக கரைஞ்ச உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் பாயாசம் ஒரு அளவுக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கு கரைச்ச வெள்ளமும் கொஞ்சம் நல்லா ஆறியிருக்கு இதை கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி பாயாசில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளைப்பாகு போட்டு கலந்ததும் கலர் நல்லா மாறி வந்திருக்கு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வெள்ளைப்பாகு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக வறுத்த முந்திரியும் திராட்சையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்ல டேஸ்ட்டாக ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு வெள்ளம் சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட அடுத்த வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ